கையேந்தி வேண்டி நின்றேன் கவளம் இறக்குமா கையேந்தி வேண்டி நின்றேன் கவளம் இறக்குமா என் கலை நாகூர் மீரான ததஉதிரக்குமா என் கலை நாகூர் மீரான ததஉதிரக்குமா கையேந்தி வேண்டி நின்றேன் கவளம் இறக்குமா அஞ்சு கிடப்பது என் நெஞ்சமல்லவே அஞ்சு அஞ்சு கிடப்பது நெஞ்சமல்லவே நான் அடி பணிந்தியாரிடம் நெஞ்சவில்லையே நான் அடி பணிந்தியாரிடம் நெஞ்சவில்லையே அஞ்சுவதும் செஞ்சுவதும் உமக்குத்தானையா ம் செஞ்சுவதும் துவக்கு தானையா நீ அன்பு தர மறுத்துவிட்ட குடவியாரையா கையேந்தி வேந்தி நின்றம் இருக்குமா என் கலை நாகூர் நீரான் கதவு திறக்குமா என் கலை நாகூர் நீரான் கதவு திறக்குமா குலம்பவில்லை பொயைநெஞ்சி கூட்டி வை குலம்பவில்லை நான் போகುವ வழி மீவிலோ விடையமில்லை நான் போகುವ வழி மீவிலோ விடையமில்லை மெய்யுருவமாமணியே நபியின் பேரரே மெய்யுருவமாமணியே நபியின் भॉय हो जड़ अब्दुल कादिर कई एंदी वेंदी नेंद नवन करतवा एन काले ना गोरन नीरान कदो तिरत कुमा एन काले ना गोरन नीरान कदो तिरत कुमा कदो तिरत कुमा नीरान कदो तिरत कुमा कदो तिरत कुमा